அவர் போல் பிறர் யார் பெரியார் ஒருவர் தான் பெரியார் மானம் கெடுப்பாரை அறிவை தடுப்பாரை மண்ணோடு பெயர்த்த கடப்பாரை வானம் உள்ளவரை வையம் உள்ளவரை மறப்பார பிறந்திட்ட பெற்ற பகுத்தறிவு பசுவென்று செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்நாளில்தான் ஈரோட்டில் இன்னும் ஒரு சாப்ரட்டிசைத்தார் சின்னத்தாயம்மை சமாதியாக்க வந்த சாமானியன் ஆமாம் அவர்தான் திராவிடம் இழந்திருந்த மானத்தையும் மரியாதையும் மீட்டெடுக்க போராடிய போராளி ஆறாவது வயதில் ராமனை திண்ணை பள்ளியில் சேர்த்தனர் மற்ற சாதியினரோடு தந்தைத்தார் தாழ்த்தப்பட்டோர் வீட்டில் தாகத்தை தனித்தார் புழங்கக் கூடாது என்று சொன்ன வீடு சென்று நட்பு கொள்வார் வீட்டாரை எடுத்து நில்வார் பள்ளிக்கு செல்வதாலே பல பேருடன் பிற சாதியினருடன் புழக்கம் அம்மா மனம் வருத்தப்பட்டது பள்ளிக்கு செல்வது நிறுத்தப்பட்டது வெற்றிப்படிகள் தொடக்க கல்வி வரை இலவச கட்டாய கல்வி எனும் தீர்மானங்களை கொண்டு வந்து புகழ் கோவில் ஆடு மாடு செல்லும் போராடி என்றார் அதனால் அவர் எல்லோரும் வைக்கம் வீரர் என்றனர் நாம் படித்ததும் படிப்பதும் இதை ஒதுக்கீடாலே வேலை பெற்றதும் பெறப்போவதும் இதை ஒதுக்கீடாலே இடஒதுக்கீடு அது பல போராட்டங்களால் ஒழுக்கப்பட்டது பெரியாரே பெண் உரிமை போராளி பெரியார் ஆணும் பெண்ணும் சமம் ஆண்களுக்குள்ள உரிமைகள் பெண்களுக்கும் வேண்டும் என்றார் பெரியார் அவர் பெண் குலத்திற்கு செய்த நன்மைகளை பாராட்டியாக இருந்தால் யார் நம்பாதே ஏன் எதற்கு எப்படி என்று கேள் நானே சொன்னாலும் உன் அறிவுக்கு சரி என்றால் ஏற்றுக்கொள் இல்லை என்றால் கேட்காதே என்றார் பெரியார் என்னிடம் எந்த பற்றுமே இல்லை ஒவர்களுக்காக போடுவன் என்றார் சுயமரியாதை நீரூற்றி பகுத்தறி ஊரமிட்டு சமூக நீதி பயிர் வளர்த்த புரட்சி விவசாயி கடவுள் இல்லை என காரண காரியத்தோடு கருத்துரைத்த நாற்றம் வக்கின்ற மூட பழக்க ாய் எம் மனதில் நின்றாய் உதவாட கடவுள் சாதி மதம் எப்பொழுதும் வேண்டாம் என்றாய் ஊரூராய் பயணம் சென்று பகுத்தறிவு பேசி நின்றாய் சொன்னாலும் பார் எதற்கு எப்படி என்றுாய்யின் ஒழுக்கமே உயர்ந்ததெனியே உரைத்திட்டாய் ஓயாமல் தமிழனுக்காய் ஓடி ஓடி உழைத்திட்டாய் அவடதம் நிகழ் பெண் கல்வி கட்டாயம் வேண்டுமென்றாய் அது இல்லாமல் இங்கே நடக்காது என்றாய் தமக்காகனைத்திட்டா் இருநூத்தி நாலாம் வயதில் நம்மை விட்டு மறைந்தார் நானும் பெரியாரை படிக்க ஆரம்பித்து விட்டேன் ஆகையால் நானும் பெரியாரில் எழுதி